ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எக் கிரேவியும் சப்பாத்தியும் So, பார்ப்போம் ஸோ எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் on பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கூட நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா இருந்தேன் ஜிஞ்சர் சாரி அது என்னது ஆனியன் டொமேட்டோ ஜீரகம் மிளகுத்தூள் அப்புறம் வந்து பட்டை லவங்கம் அப்புறம் வந்து இந்த லீஃபு க்ரீன் லீஃபு மஞ்சள் பொடி ஸோ ஃபஸ்ட்டு இது வேந்தவுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுறேன் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டேன் ஓகேங்களா ஸ்பைஸஸ் எல்லாம் போட்டேன் அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆனியன் போட்டேன் ஆனியனை கம்ப்ளீட்டாக போட்டேன் அதுக்கப்புறம் வெப்பர் பவுடர்லேயும் சேர்த்து போட்டேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணட்டும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்க இப்படி பிடிக்கணும் இங்கே இப்போ பாருங்கள் அதோட டொமோட்டோ ஆட் பண்ணுறேன் இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை ஆகிற வரை வெளிப்படுவோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வதங்கி வர்ற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஓகேயா இப்போ நான் இது கூட சிக்கன் மசாலா கொஞ்சம் அந்த சிக்கன் ஸ்மெல்லுக்காக சிக்கன் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஓகே இப்போ அங்கே நல்லா விந்து வந்துடுச்சு ஸோ இதோடு நான் வந்து அரைச்சி வச்ச தேங்காயை ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதோடு அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கோகோனட் இருந்தது அதை அலசி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் சால்னாவுக்கு தண்ணி தேவை இல்லையா அதனால் நான் வந்து இருக்கிற இதுக்கு தண்ணி கொஞ்சம் தேவை அதனால் தண்ணிக்காக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா பாயில் பண்ணுறவரை வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எக் ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு பாயில் ஆன பிறகு நான் வந்து ஒரு மூணு எக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த எக்கு உடச்சி கொடுத்துப்பேன் பாருங்கள் அங்கே கட்டணும் பெரிய எக் ஓகேதான் அதை டச் பண்ணக்கூடாது உடஞ்சிரும் அந்த கரண்டியை வெளியில் எடுத்துருவோம் அடுத்து ரெண்டாவது எு அந்த எ அப்படியே போட்டணும் இது பண்ணக்கூடாது வேகிற வர அப்படியே போட்டுணும் இந்த செலூன் ஸோ மூணு பெரிய எக்னால மூணு இல்லை நீங்கள் நாலு அஞ்சு உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மாதிரி ஆட் பண்ணி இப்போ கொஞ்ச வெயிட் பண்ணுவோம் எகு பாயில் பாருங்கள் எக் அழகா பாயில் ஆகிடுச்சு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்படியே தான் எகு வேந்திருச்சு இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பாருங்க சப்பாத்தி சால்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக் அதுவும் மிக்ஸ் ஆகி இப்போ மிருதலா நமக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான் அந்த எக்கு பகுதியை கொஞ்சம் அப்படியே எடுத்து எக்கோடு சேர்ந்து அந்த சாள்லான்னு எடுத்து ரொம்ப சுடுது இப்போ மிருதலா நமக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம் இப்படிமா இருக்குது சாப்பிட்டுட்டு சொல் நல்லாக்கா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணுங்க, thank you, உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, bye